மகாநந்திங்கிற ஒரு கிரமோதுங்க உணவுகளை செய்வான் ஆனா எல்லாத்தையும் விட சுண்டலும் பட்டுராவும் ரொம்ப நல்லா செய்வான் அவன் செஞ்ச சுண்டல் பட்டுராவுக்கு நல்ல டிமாண்ட் இருந்துச்சு அதனால அதோட விலைய எப்பவும் அதிகமாக்கிட்டே இருப்பான் மோ உங்க சுண்டல் பட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு நாள் அதோடாவுக்கு என்ன எப்படி வருவீங்களா அட இங்க வரத்துக்கு நிறைய சாதனங்கள் இருக்கு நீங்க பைக்ல வரலாம் கார்ல வரலாம் இல்லன்னா நடந்து வாங்க அப்படி எதுவுமே இல்லன்னா புதுசா ஒரு மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல அதுல கூட வரலாம் ஒவ்வொரு மாசமும் என்ன மாவு இதோட வில கூட அதிகமாயிட்டு இருக்கு விருப்பம் இருந்தாங்க பேசாதீங்க ஒரு அவனோட தாபாவுக்கு ஒரு ஆபத்தான சாப்பிடுறதுக்காக எதையோ கேட்டான் சுக்விந்தர் சாப்பிடறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவன் யார் இங்க யார் இருக்கீங்க இங்க விசேஷமா என்ன கிடைக்கும் எங்களுக்கும் சாப்பிட ஏதாவது கொடுங்கப்பா அப்பா அவனோட ஆட்கள்ல ஒரு ஆளு சொன்ன முதலாளி இந்தமோத் தினமும் போல எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளக்காரனு கொள்ளக்கார சுக்விந்தர் அத சாப்பிட்டதுமே ரொம்ப அற்புதமா இருக்கு உன்னோட கையில மேஜிக் இருக்கு பிரமோது நீயும் என்னாகும் நீங்க நல்லா சாப்பிட்டு கிளம்புங்க நீங்க பணம் கூட குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல பிரமோத் அப்படி சொன்னதை கேட்டதும் சுக்விந்தருக்கு கோபம் வந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சுக்விந்தரோட ஆட்கள் என்னமா சாப்பிடறானுங்க எனக்கு சாப்பிடறதுக்கு கூட எதையுமே மிச்சம் வைக்க மாட்டேன்றாங்க இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை பண்ணியே ஆகணும் ஒரு நாள் பிரமோத் அவனுக்கு ஒரு இடத்துல மயக்க மாத்திரைகள் கிடைச்சிச்சு அவன் என்ன யோசிச்சான் அந்த மாத்திரைகளை சாப்பாட்டுல கலந்து எல்லாரும் மயக்கமடைஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணான் அப்புறம் அந்த உணவுல மயக்க மாத்திரைங்களை கலந்தான் சுக்விந்தர் சாப்பிட்டு முடிச்சதுமே என்ன பாயுது எனக்கு ஒரே தலை சுத்துது ஐயோ அப்படி சொல்லிட்டு சுக்விந்தரும் அவனோட ஆட்களும் மயக்கமடைஞ்சு விழுந்துட்டாங்க அப்புறம் பிரமோத் திரும்பி போயிட்ட குடும்பத்தோட வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் கணேஷ்பூர் கிராமத்துல சஞ்சய்ங்கிற ஒரு ஆளு இருந்தாரு அவருக்கு ஒரு சின்ன கடை இருந்தது அதுல அவரு விதவிதமான வளையல்கள் எல்லாம் வித்தாரு சஞ்சய் தன்னோட மனைவி அப்புறம் பையன் சுந்தர் கூட வாழ்ந்து வந்தாரு சஞ்சயோட வீட்டு தோட்டத்துல ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சு சில சமயங்கள்ல அவரு பப்பாளி பழங்களையும் விற்பாரு ஒரு நாள் சுந்தர் சஞ்சய் கிட்ட என்ன கேட்டானா அப்பா அப்பா எனக்கு ஒரு பப்பாளி பறிச்சு கொடுங்களேன் எனக்கு அத சாப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா கட இல்லப்பா நான் அத மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தானா நமக்கு பணம் கிடைக்கும்ல ஒருவேளை அத நாமளே சாப்பிட்டோம்னா பணம் எப்படி கிடைக்கும் சுனிதா சஞ்சயோட கடைக்கு வந்த சஞ்சய் என்ன வணக்கம் உங்களுக்குதான் தெரியும் இல்லையா நம்ம வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கோம் நான் உங்க கடையிலதான் எல்லாருக்காகவும் காப்பு வளையல்லாம் வாங்கிட்டு போகலான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஆனா பணம் அப்புறமா தான் கிடைக்கும் ஐயோ உங்க விருப்பம் போல செய்யுங்க சுனிதா பணத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன் காப்பு எல்லாத்தையும் சுனிதா கிட்ட கொடுத்தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரோட பையன் சுந்தரோட உடம்புக்கு ரொம்பவே முடியாம போச்சு அது மட்டும் இல்லாம அவர் கையில காசு எதுவுமே இல்ல அப்பதான் சஞ்சய் சுனிதாவை பாக்க போனாரு இல்லையே இந்த அதனால ஒரு மாசத்துக்கு அப்புறம்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அம்மா உண்மையிலேயே இது ரொம்ப அநியாயம்மா என்ப எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு உடனே பணம் வேணும்மா சுனிதா அவர் பேச்ச கேட்கவே இல்ல அப்புறம் அவர் நின்றுட்டு இருக்கவே அவ கதவ மூடிட்டு போயிட்டா சஞ்சய் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போன போது சுந்தர் என்ன கேட்டான் அப்பா இன்னைக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கலையா சரிப்பா அத விட்டுடுங்க எனக்கு பப்பாளி பணம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு இன்னைக்காவது அத பறிச்சு குடுக்க கூடாதா பையன் அப்படி கேட்டதுமே சஞ்சய் பப்பாளி மரத்துல ஒரு பப்பாளிய பறிச்சார் அத வெட்டி பப்பாளி விதைகள் தங்கத்துல இருந்துச்சு சஞ்சையும் சுந்தரும் பப்பாளி சாப்பிடுறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தான் அப்புறம் சஞ்சய் போய் அந்த தங்க விதைகளை வித்து பணத்தை கொண்டு வந்தான் அந்த விஷயம் மொத்த கிராமத்துக்கும் பரவிடுச்சு அப்புறம் ஜனங்க எல்லாரும் அந்த மாய தங்க பப்பாளி மரத்தை பாக்குறதுக்காக வந்துட்டாங்க அவங்க எல்லாரையும் பாத்துட்டு சஞ்சய் என்ன சொன்னார் என்னோட வீட்டுலதான் இருக்கு ஆனா இதோட பழங்கள் நம்ம ஜனங்க எல்லாருக்குமே அப்படி சொல்லிட்டு சஞ்சய் எல்லா பப்பாளியையும் பறிச்சு அந்த தங்க விதைகளை மொத்த கிராமத்து ஜனங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தான் அன்னையிலிருந்து சஞ்சயும் அவரோட குடும்பமும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க மண் சட்ட போவாங்க கொஞ்ச நாள் இப்படியே ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஹிம்மத் சிங் வியாபாரி அவன் கிட்ட வந்தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னா இங்க பாருப்பா சஞ்சய் நான் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மண்பாண்டங்களை செய்யறிய உருவாக்க போற அதனால நீ உன்னோட வியாபாரத்தை பயமுறுத்துறாரு அவரு சொல்றது என்னமோ உண்மைதாம அவர் இங்க ஒருத்திரங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் எாரொம்மைகளை செய்ய ஆரம்பிச்சா அவனோட சேல்ஸும் அதிகம் ஆயிடுச்சு எல்லா பசங்களும் சஞ்சய் கிட்ட வந்து பொம்மைகளை வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் ஹிமத் சிங்குக்கு தெரிஞ்ச உடனே அவரு ஹிமத் சிங்கும் சில ரவுடிகளும் வந்து சஞ்சயோட சக்கரத்தையும் மண் பொம்மைகள் உடச்சு போட்டு இதையும் வேற வழியே இல்லாம தலைய புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க திடீர்னு உடஞ்சு போன அந்த சக்கரத்துல இருந்து ஒரு சுவாமிஜி தோன்றினாரு மகனே சஞ்சய் என்னால உன்னோட வேதனைய புரிஞ்சிக்க முடியுது நான் உனக்கு தங்க பொம்மைகள்மான சர அதுக்கு மேல நீ கொ மாறிடும் அப்பதான் அவனோட மனைவி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமிஜி அப்ப உடனே சுவாமிஜி மறைஞ்சிட்டாரு உடனே அவனோட மனைவி மண் உருண்டைய அந்த மாய சக்கரத்துக்கு மேல வச்சா அப்புறம் மறுபடியும் சஞ்சயோட வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு அவன் தன்னோட வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கடையும் துறந்தான் அந்த விஷயம் ஹிம்மத் சிங்குக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சஞ்சய் நான் சொல்றத கேக்க மாட்டான் போல இருக்கு உயிர் வந்துருச்சு அப்புறம் பெரிய பொம்மைகளா மாறிடுச்சு அப்புறம் எல்லா பொம்மைகளும் ஹிமத் சிங்க துரத்த ஆரம்பிச்சது அது போல ஹிமத் சிங்கும் அவனோட ஆட்களும் அந்த மாய சக்கரத்து மேல விழுந்துட்டாங்க உடனே அந்த மாய சக்கரம் ரொம்ப வேக வேகமா சுத்திடுச்சு வெளியே வந்து மறுபடியும் சின்னதாயிடுச்சு அப்புறம் எல்லாமே அமைதியா இருந்தது அது போல அந்த மாயா சக்கரம் ஹிம்மத் சிங்க்கு பாடத்தை கத்து கொடுத்துச்சு அப்புறம் சஞ்சய் தன்னோட வியாபாரத்தை நிம்மதியா நடத்தினார்